ஐயா, எங்க இருக்கீங்க? நான் பஜார்ல இருந்து பேசுறேன். நீங்க? ஐயோ, நானும் பஜார்ல தான் அங்க இருக்கேன். அப்படியே. ஹ்ம். உங்க Dress சூப்பருங்க. ஐயோ, थैंक्स. உங்க business எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் சூப்பருங்க. உங்க படிப்பு? சுத்த போர். உங்களுக்கு அசீன் படிக்கவா சமீரா பிடிக்குமா? நாமளுக்கு எப்பவுமே ஜோடாங்க. ஓ.